காலை வணக்கம் நற்றினை அமைப்பு நடத்தும் பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் மனதை கவர்ந்த தலைவர் என் பெயர் ஸ்ரீதரன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் படித்திடாத உயர்ந்தவர் பண்பு மிக்க நல்லவர் துடிப்பு மிக்க ஏழையர் முதல்வர் பதவி வசித்தவர் மதிய உணவு அழைத்தவர் கல்வி திரைத்தவர் திறந்தவர் என்ன நண்பர்களே என் மனதை கவர்ந்த தலைவர் யார் என்று தெரிகிறதா ஆம் காமராசரே தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டை ஒன்பதாண்டு காலம் ஆண்டியவருடைய காலம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் எனவே இவரது இவரை தெ நாட்டு காந்தி படிக்காதை மேதை வீரர் கல்வி கண் திறந்தவர் என பல சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள் சமுதாயத்தில் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு வெற்றிப்படிகள் உதயவு செய்யும் இவரது தன்னலமற்ற தொண்டிற்காக பாரத பாரத அரசு தனது காமராசரின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது அழைத்தது அது மட்டுமின்றி உலகமே போற்றப்படும் இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கிய இவரை இவரை இந்தியாவின் திங்மேக்கராக போற்றப்படுகிறார் தனது காமராசர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார் தனது பத்தாவது வயதிலேயே தனது அப்பா அப்பாவை தனது படிப்பை நிப்பாற்றி அதுமட்டும் மட்டுமின்றி தன் அம்மாவின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலமை ஏற்பட்டது எனவே அவர் தனது படிப்பையும் நிப்பாற்றி தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் இந்திய நேஷனல் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக ஆயிரத்தி ஆண்டு சேர்ந்தார் அது மட்டும் இன்று உப்பு சத்தியாக வேதாரண்யம் என்னும் பகுதியாக ஒரு ஒருவராக நின்று அதில் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்த ஆண்டே இந்த இரவின் காந்தி இரவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜாட்சி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலம் எதிர்ப்புகள் கிளம்பியது அதோடு அவரது அவரது செல்வாக்குறைந்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் எதிர்ப்புகள் கிளம்பியது எனவே காமராஸ் எனவே எனவே ராஜாட்சியை விளக்கி வைத்து சுப்பிரமணியத்தை தனது பதவிக்கு முன்னிறுத்தினார் ஆனால் ஆனால் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராசர் அதிக வாக்குகள் பெற்றதால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூணாம் ஆண்டு முதல்வராக பதவியேற்றார் இப்படி தனது வாழ்வு முது முழுவதும் தொண்டிற்காகவே அர்ப்பணித்ததால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுவத்தி இரண்டாம் வயதில் காலமானார் அவருக்காக அரசின் மிக உயரியன விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வழங்கப்பட்டது அவர் கடை கடைசி வரை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்தும் அவர் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார் அவர் அவருக்காக சேர்த்து வைத்த சொத்துகள் சில கதர்வெட்டிகள் சட்டைகள் மற்றும் அஹ் புத்தகங்கள் நூற்றி ரூபாய் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் இனி சந்திக்க போகிறோமோ என்னமோ சந்தேகம்தான் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்